செல்லும் பாதையில் யாரும் இல்லாத சூழலில் நீ எதை செய்வாயோ அதுவே உன் மனதிற்கு நெருக்கமான ஒன்று தொடர்ந்து ஓடு துரத்தும் தொல்லைகள் உன்னை என்ன செய்யும் விழுந்தால் எழுந்திருக்க முயலாதே நீ விதை விதை விழத்தான் வேண்டும் மண்ணுக்குள் புதையத்தான் வேண்டும் அப்போதுதான் வாழ்வும் வளர்ச்சியும் சாத்தியமாகும் உனக்கு வாழ்வில் எது தெரிகின்றதோ இல்லையோ நேர்மையான வழியில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை தெரிந்து பணமாக மாற்றப்படாத எந்த திறமையும் நீண்ட காலத்திற்கு மதிக்கப்படாது பழைய நினைவுகளில் புதிய நாளை துவங்காதே நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய் இன்று செய்ய வேண்டியதை இப்போதே செய் தள்ளி போடுவது என்பது உன் முன்னேற்றத்திற்கு கொல்லி போடுவதற்கு சமம் கண்களை மூடி பயனில்லை கண்ணோட்டம் மாறாமல் நீ காணும் காட்சிகள் மாறாது யாரும் யோசிக்காததை நீ யோசித்தால் மற்றவர்கள் ஏற்க மறுப்பார்கள் எதிர்த்து நிற்பார்கள் வென்று காட்டும் வரை வாய் திறக்காதே நீ நினைப்பதை தீவிரமாக செயல்படுத்து விடிய என்று ஆதவனை நம்பும் நீ முடியும் என்று உன்னை நம்பு ஒவ்வொரு நாளும் விடியும் நிச்சயம் ஒரு நாள் நீ நினைத்தது முடியும் நன்றிகர்